ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ ஓஎஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ பற்றி தான் ஐ ஓஎஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூவில் நிறைய கிளிச்சஸ் அண்ட் பக்ஸ் இருந்தது அதெல்லாம் வந்து நெல்டிஃபை பண்ணி இந்த அப்டேட்ல கொடுத்துருக்கேன் சொல்லி ஆப்பிள் சொல்கிறாங்க ஸோ ஐஎஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீல என்ன நல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் அப்டேட் பண்ணலாம் யாரெல்லாம் அப்டேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சேம்யர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீல ஃபஸ்ட் மேஜர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கீஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் செக்யூரிட்டி கீஸ் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து ஓடிபி இந்த மாதிரி ஆன்லைன் மூலிமா ஆத்தெண்டிகேட் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபிசிக்கல் கீயை வச்சு நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் சிக்ஸ்டின் பாயிண்ட் டூவிலே பார்த்திங்கன்னா இதோட ரூம் நோட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இது பேக் க்ரௌண்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கதான் சொன்னாங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீல கம்ப்ளீட்டாக வந்து இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இருக்கிற செக்யூர் ட்ரான்ஸாக்ஷனில் இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தடு நீங்கள் செக்யூரிட்டி கீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அமேசான் ஃபிளிப்கார்ட் எங்கே நாள் நீங்கள் வாங்க முடியும்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய என்னன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனோட செக்யூரிட்டிகளில் போய்ட்டு ஃபிசிக்கல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் கீயோடு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் வெளியிலிருந்து <usuk> <usuk> இதனால உங்க ஐ கிளவுட் டேட்டா வந்து ஈஸியா யாராலையும் ஹேக் பண்ண முடியாது இதுக்கும் செட்டிங்ல ஐ கிளவுட் போயிட்டு ஏடிபி அட்வான்ஸ் டேட்டா ப்ரொடக்ஷன் இந்த பியூச்சர் உங்களுக்கு என்ன எமர்ஜென்சி என்ன அப்டேட் கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க வந்து சைலண்டா பண்ண முடியும் அதாவது முன்னாடி நீங்க கால் பண்றீங்க ஒரு பீப் சவுண்டோ இல்ல வந்து வரும் ஹைட் பண்ணி dus இ kern solamente madre disagrees студemment bene лек sympath precipitatjack г Companys ter jer girlfriend authenticity engine abrasBraersch farklıECTG ecc,,296166 csengar snapditaadows cursing overreact 아이� algorithm ing ma have a problem ich accept 100 Demon nada hat got per hier shuttle solarsystem StadiumStopصلody transportpancertwells boys play Хорошо autora pot Strange Blocksexplosants one more waterproof. funky duty lab a rehearsed Thing는 1 제가cn pi formalisесть notewoa 협 mg annoy one moreік lightning, sport Administrator technically on average, conocemos on average 1 million FUCKs courserespeak 127 but Ninja dif copied it. semiconductor ballon faded offbeat us faster as half road礼 Bagいい positon Jeronimo electricity that we ק Qui areazione 걸 recorded then more than a set of Сoule stuff on. report to you who is home and uh underlying database.你:「is also walking poil key in the bush what's up till ஸோ தட் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அந்த லொக்கேஷன்ஸுமே வந்து அது காட்டி கொடுக்கும் ஸோ நிறைய பேர் யூசர் சொன்னாங்க கால் சைலண்ட்லி பண்ணும்போது அந்த யூசர் எங்கே இருக்கிறாங்கன்னு அந்த எமெர்ஜென்சி டீமால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு கால் நீங்கள் வந்து சைலண்டாக பண்ண முடியும் பட் நீங்கள் கட் பண்ணும்போது அது வந்து ஒரு அலாம் கொடுக்கும் ஒரு சவுண்ட் கொடுக்கும் ஸோ தட் அவங்க அங்கே ரீச் ஆகும்போது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ நாலாவது என்னன்னு பார்த்தீங்க யூனிட்டி வால் பேப்பர்ஸ் ஸோ நீங்கள் வால்பேப்பருக்குள்ளே போகும்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா யூனிட்டி வால் பேப்பர்ஸ் அப்படின்னு வரும் ஸோ சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற லெட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம் அதை போல்டாக மாற்றலாம் ஸ்டைல்ஸ் மாற்றலாம் ஸோ பார்க்க வேணாலும் அட்ராக்டிவாக இருக்குது வால்பேப்பரோட கலர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணலாம் ஒரு செவன் கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வால்பேப்பருக்கு டூ type of Unity Wallpapers பேப்பர்ஸ் வந்து ஐஃபோன் லெவனில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து மேஜர் அப்டேட் கிடையாது பட் நிறைய பேருக்கு அந்த யூனிட்டி வால் பேப்பர்ஸ் பிடிக்கும் அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேட் யூசர்ஸுக்கு நிறையா வந்து அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஹியூமிடிட்டி அண்ட் டெம்ப்ரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஹிடனாக இருக்கும் இப்போ வந்து ஹோம் பேட் யூசர் எல்லாருக்குமே வந்து ஹியூமிடி அண்ட் டெம்ப்ரேச்சர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எதனால் பர்டிகுலர் ரூமோட ஹியூமிட்டி அண்ட் டெம்பரேச்சர் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதை விட அதிகமாக போகுது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் எதனா ஒரு ரூமுக்கு வந்து நீங்கள் ஹியூமிடிட்டி வந்து சிக்ஸ்டி தாண்டும் போது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அலாரம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் விஜிட்லேயே வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொண்டு வர முடியும் என்ன டெம்ப்ரேச்சர் என்ன வந்து ஹியூமிடிட்டி இருக்குது நீங்கள் என்னென்னலாம் வந்து ட்ராக் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து அந்த டீட்டெயிலாக வந்து டிஸ்பிளே ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்கள் ஹோம் ஸ்கிரீன்லேருந்தே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பர்க்ஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன பக்ஸ்ன்னு அப்படின்னு நான் லைனாக ஸோ சிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக் இருந்திருக்கு அந்த ரெண்டு பகை வந்து அவங்க வந்து இது சரி பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூவிலேருந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீக்கு ஸோ ஃபஸ்ட் என்னன்னா சிரி வந்து நீங்கள் பேசுறது வந்து ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் அப்படின்னு நான் கால் பண்ணால் கூட அது ஒய்ஃப்னு வந்து எடுத்துக்காது சம்டைம்ஸ் அந்த பக் எனக்கு வந்திருக்கு இப்போ வந்து அந்த பக் வந்து இம்ப்ரூவாக இருக்குது எந்த ஒரு இதுவுமே வரல ஸோ சிரியோட உங்களோடய வாய்ஸ் கேப்சரிங் வந்து ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு அண்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்ஸில் வந்து சிரி வந்து நீங்கள் எதனா ஒரு மியூசிக் வேணும் அப்படின்னு கேட்கும் அதோட ஒரிஜினல் ஆல்பத்தை வந்து ப்ளே பண்ணாது சம்டைம்ஸ் வந்து அதோடய ரீப்ளக்டு வெர்ஷன்ஸோ இல்லை ரீ அப்லோடட் வெர்ஷன்ஸ் எதனா இருக்குது அந்த வெர்ஷன்ஸை பிளே பண்ணணும் பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரிஜினல் வெர்ஷன் இந்த சாங்குக்கு என்ன இருக்கும் சிரி வந்து அந்த சாங்கை தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டின் ப்ரோ ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹரிஜாண்டல் அண்ட் வெட்டிக்கல் லைன்ஸ் வருது அப்டேட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அப்டேட்டில் வந்து மாதிரி இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐஃபோன் ஃபோர்டின் ப்ரோ ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸ் இருக்கிறவங்க இந்த அப்டேட்டை அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த சிக்ஸ்டீன் அதுக்கப்புறம் எனக்கு ஹரிஜண்டர் லைன் வரல சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீக்கு அப்புறம் எனக்கு வெடிக்கல் லைன் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அடுத்த பக் பிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஃப்ரீ ஃபார்மில் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணும்போது சில இடத்துல வந்து உங்களோட ஃபிங்கரோ இல்லை உங்களோட பாயிண்டரோ பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி சில பக் இருந்தது ஸோ இந்த அப்டேட்டில் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி இல்லை ஃப்ரீ ஃபார்மில் நீங்கள் வந்து எந்த ஒரு பக்கம் எந்த ஒரு கிளிஜஸும் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனலாக வந்து ஜிக் பெஞ்ச் ஸ்கோர் வந்து சேஞ்ச் ஆக்சானு கேட்டிங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அது எதுவுமே சேஞ்ச் ஆகலை ஸோ உங்களோடய ஃபோனோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்போயும் இருக்க போகுது அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை மேபி இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஸ்லைட்டாக ஒரு இம்ப்ரொடியூஷன் பார்க்கலாம் பட் ஸோ ஏன்னா நீங்கள் கேமிங் இல்லை ரெண்டரிங் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியாது சிக்ஸ்டீன் பண்ணும்போது பார்த்தீங்க எனக்கு பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ வந்து நான் வந்து ஐஃபோன் லெவன் ப்ரோ யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருந்தது பட் இப்போ இந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது ஸோ பெரிய பெரிய சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் யூசர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஒரு ஒரு யூஸர் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து நிறைய கிளிச்சஸ் அண்ட் பக்ஸ் வருது முன்ன மாதிரி வந்து என்னால் கம்ஃபர்டபுளாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் சஃபாரில் வந்து புக் வந்து ரீஅரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அதெல்லாமே ஷஃபுல் ஆயிடுச்சு மினி யூஸ் எனக்கு பேட்டரி பயங்கரமா ட்ரெயின் பாயிண்ட் த்ரீ அப்டேட் பண்ணிருக்காருக்காவது இல்ல அத மாடல்ஸ்ல வந்து எதனா ப்ராப்ளம் இருக்கா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கும்போது ட்ரூ கலர்ஸ் வரல அப்படின்னு சொல்றாங்க டிக்டாக் வீடியோஸ் எடுக்கும்போதோ டிக்ட் வீடியோஸ் பார்க்கும்போதோ எனக்கு வந்து ட்ரூ கலர் வரலைன்னு சொல்லி ஒரு யூஸ் வந்து கம்மெண்ட் பண்ணிக்காங்க ஆஃப்டர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூலேருந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ அப்க்ரேட் பண்ணும்போது லைட் அண்ட் டார்க் தீம் வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இந்த சிக்ஸ்டீன் யாரெல்லாம் அப்டேட் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ண அவங்களோட ஓல்டு வெர்ஷனில் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஐஎஸ் சிக்ஸ்டீன் குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் இருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ்டின் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் ஏன்னா நிறையா கிளிச்சஸ் அண்ட் பக்ஸ் வந்து ப்ரீவியஸ் வருஷன்ல இருந்தது ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி சிக்ஸ்டீன் வந்து ஸ்டேபிளாக விட்டுருக்காங்க அதனால கண்டிப்பாக சிக்ஸ்டீன் இருக்கிற எல்லா யூஸருக்குமே வந்து இது வந்து ஒரு மேண்டேட்ரி அப்டேட்டாக தான் இருக்கும் பட் நீங்கள் ஐஎஸ் பிப்டீனோ பிப்டீன் பாயிண்ட் ஸ்டேபிள் வருஷன் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைனா இது ஒரு மேஜர் அப்டேட்டாக இருக்காது சிக்ஸ்டீன் வந்து ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதை தான் இப்போ மாடிஃபை பண்ணி விட்டுருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் சீரீஸில் ஸ்டேபிளாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைனா நீங்கள் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ அப்டேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பட் ரெண்டுலேயுமே வந்து பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இப்போ நீங்கள் ஃபிஃப்டீன் சீரீஸில் இருக்கீங்க ஐஒஎஸ் ஃபிஃப்டீனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி ரிஸ்க் வந்து நிறையவே இருக்கும் ஸோ இப்போ அந்த செக்யூரிட்டி கீஸ் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி கீஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய செக்யூரிட்டி பக்ஸை வந்து இவங்க வந்து ரிசால்வ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க ஸோ இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்காது பட் பாசிட்டிவ் என்னென்னா நீங்கள் அப்போ வந்து பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்காது சார்ஜிங் ஃபாஸ்டாக இருக்கும் அந்தமாதிரி இஷ்யூஸ் வந்து இதில் உங்களுக்கு வரும் அப்டேட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வராது இப்போ சிக்ஸ்டீன் நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக என்னென்ன வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க த்ரெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க ரிசால்வ் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்டேட்டுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூஸ் வருது ஸோ இந்த மாதிரி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது ஸோ எதுவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த அப்டேட் பண்ணலாம் ஸோ நான் ஆல்ரெடி சிக்ஸ்டீன் அப்டேட் பண்ணதுனால இப்போ சிக்ஸ்டீன் வந்து நான் கம்பல்சரியாக அப்டேட் பண்ணிட்டேன் நான் வீடியோவில் சொன்ன ஃபியூச்சர்ஸை தவிர்த்து வேறு எந்த ஃபியூச்சர்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலோ வேறு எந்த பக்ஸோ கிளிக்கோ இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி ஒரு நல்ல விடையோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்டேட்